அவர் பேர் சூரஜ் அவர் ஒரு இரக்கமான நல்ல மனுஷன் சூரஜ் கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாரு யாரு கஷ்டப்பட்டாலும் அவரால பாக்க முடியாது ஒரு நாள் சூரஜ் ஒரு சோட்டு என்னது இது எல்லாரும் வந்து சூரஜுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் இந்த சிட்டிலேயே எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் அப்புறம் பெரிய பில்டரும் கூட யாருமே என்ன வந்து வலது கையால கூட மற்றவங்களுக்கு ஒரு ரூபாய் தானம் பண்ண மாட்டீங்க உங்களையெல்லாம் யார் வணங்குவாங்க ஒரு நாள் மிஸ்ராஜி சைட்டுக்கு ஒரு சுவாமிஜி வந்தாரு அந்த இடத்துல சூரஜும் இமயமலையில இருந்து வந்தியா அப்பதான் சூரஜ் அங்க வந்து வணக்கம் சுவாமிஜி நீங்க பாத யாத்திர ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க வாங்க நீங்க என்னோட இடத்துக்கு வந்து நான் வேலைன்னாலோ என்ன நினைச்சுக்கோப்பா நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஆனா மிஷ்ராஜி சூரஜையும் சுவாமிஜியையும் பார்த்து சிரிச்சுகிட்டே இருந்தாரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் போச்சு சூரஜ் சுவாமிஜியா நினைச்சுக்கிட்டாரு அவரு உடனே அந்த இடத்துல தோன்றினாரு சூரஜ் என்னால உன்னோட வேண்டுதல புரிஞ்சிக்க முடியுதுப்பா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீ எப்பெல்லாம் உன்னோட கான்கிரீட் மிஷின கையால சுத்தி அப்ப அதுல இருந்து பணமா கொட்டும் உனக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற உதவி செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கோ நான் வாக்கு கொடுக்குறேன் சுவாமிஜி நான் அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன் உடனே சூரஜ் வெளியே போய் அவங்க வீட்டு வாசல்ல இருந்த கான்கிரீட் மிஷின கையால சுத்தி விட்டாரு வைத்தியம் பார்த்தாரு அதுக்கப்புறம் சூரஜ் சுவாமிஜிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினாரு முன்ஷிபூருங்கிற ஒரு கிராமத்துல செந்துங்கிற பேர் கொண்ட ஒரு பேக்கரிக்காரா இருந்த அந்த பேக்கரில விதவிதமான கேக்ஸ் அப்புறம் பேஸ்ட்ரியும் இருந்தது ஆனா அந்த வியாபாரம் நடக்கல சேர மாட்டேங்குது அப்பதான் பண்ண எப்படியாவது என்னோட பேக்கரி சேல்ஸ் அதிகமாக்கணும் நான் ஏன் ஒரு போட்டி வைக்க கூடாது என்னோட மனைவி சாக்லேட்னால விதவிதமான பொம்மைகளை ரொம்ப அழகா பண்ணுவா இந்த உலகத்துல சாக்லேட் பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது அப்படி யோசிச்சிட்டு அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா அந்த ட்ரெயின்ல ஒரு தங்க நானையும் இருக்கும் யாருக்கு அந்த ட்ரைன் கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த தங்கம் மொத்தம் கிடைக்கும் ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க நீங்க பாக்கலையா தங்கத்தோட வெலை அந்த வானத்தையே எட்டிடுச்சு அய்யோ பைத்தியமே அந்த சாக்லேட் ட்ரெயின்ல யாரு தங்கத்தை வைப்பாங்க இதெல்லாமே என்னோட சேல்ஸ் அதிகமாக்குறதுக்காக செய்யற தந்திரம் ஒண்ணு நடந்துச்சு அதான் பாத்துக்கிறேன் நீ கவலையை விட்டுட்டு முதல்ல பண்ற வேலைய பாருக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு வாங்கிட்டு போனாங்க அதே கிராமத்துல ஜெகனுங்கிற பேர் கொண்ட ஒரு சண்டைக்காரன் இருந்தான் அவன் எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது ஒருத்தர் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பான் நீங்களா பெருசா ஒண்ணும் கிடையாது என்ன பண்றது எல்லாமே அந்த தங்க நாணயத்திலேயே போயிடுதுன்னு அப்படியா அப்போ சரி நான் கூட என்னோட அதிர்ஷ்டத்தை ஒரு தடவை உடைக்க ஆரம்பிச்சாரு ஆனா எந்த ட்ரெயின்லயும் தங்கம் இல்லவே இல்ல அப்பதான் ஜெகன் எல்லார் முன்னாடியும் என்ன சொன்ன சகோதரர்களே செந்தவோட தந்திரம் என்னன்னு புரிஞ்சுதா எந்த ஒரு டிரெயின்லயும் தங்கம் இல்லவே இல்ல உங்களுக்கு ஏதாவது கோபம் வந்து அவனை பயங்கரமா அடிச்சாங்க ஜதன்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல சோபனுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அவரு ரொம்பவே ஏழ அவர்கிட்ட தன்னோட நிலத்தை உழுகறதுக்கு ஒரு டிராக்டர் கூட இல்ல சோபன் அவரோட ரெண்டு பிள்ளைங்க சின்ட்டு அப்புறம் மின்ட்டு கூட இருந்தாரு சின்ட்டுவும் மின்ட்டுவும் ரெண்டு பேருமே நல்ல பசங்க எப்பவும் சேர்ந்தே விளையாடுவாங்க ஒரு சோபன் அந்த கிராமத்து ஜமீன்தார பார்த்து என்ன கேட்டாருன்னா ஜமீன்தாரையா இப்போ நிலத்தை உழுகிறதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்க ஒரே ஒரு நாளைக்கு உங்க டிராக்டரை வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன் நீ என்னோடரை எடுத்துட்டு போன வாடகை எல்லாம் போட்டு கொண்டு வந்து விட்டு அந்த விஷயத்தை கேட்டதும் சோபனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் டிராக்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அந்த டிராக்டரை பார்த்துட்டு சின்ட்டுவும் என்ன கேட்டாங்கன்னா அப்பா அப்பா இதே போல எங்களுக்கும் ஒரு டிராக்டர் வாங்கி கொடுக்கறீங்களா நாங்க அதை வச்சு விளையாட ஆசைப்படுறோம் ஆனா அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க அதாவது எங்க கிட்ட விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மூணு நாலு மாசம் காத்துக்கிட்டு பாபி சொல்லிட்டு சோபன் அங்க இருந்து ನೆಲத்தை ஒழுகுிறதுக்காக டிராக்டரை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டான் அப்போதான் ஜிண்டுகும் மின்டுகும் ஒரு ஐடியா வந்துச்சு ஏப்பா மின்டோ நாம பessäமே மண்ணல ஒரு டிராக்டர் பண்ண கூடாத அப்படியே オリジナル மாதிரி மண்ணுதான் நம்மகிட்ட இங்க நிறைய இருக்கே அட ஆமா ஜிண்டு மண்ணு இங்க நிறைய இருக்கு சரி வா நாம மண்ணல டிராக்டர் பண்ணுவோம் ஒரு மரத்துக்கடியில படுத்து தூங்கிட்டான் ஆனா மருதியில சோபன் டிராக்டர்ல பிரேக் போடுறதுக்கு மறந்துட்டான் அப்புறம் அந்த டிராக்டர் மெல்ல மெல்ல கீழ்ப்பகுதி பக்கமா போய் ஒரு குளத்துக்குள்ள முழுகிடுச்சு சோபன் முழிச்சு பார்த்தப்ப அதாவது போய் விழுந்துருக்காக உண்மையான காலையில இருந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மண் பண்ணோம் அப்புறம் இது ஓடும் கூடப்பா ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க பசங்களா இத சீக்கர எடுத்து வயலுக்கு போவோம் அப்புறம் அந்த டிராக்டரை மண் பின்னாடி கட்டி போட்டு பெட்ரோல் பங்கு எடுத்துட்டு வந்து டீசலை நிரப்பினாங்க அதுக்கப்புறம் சோபன் ஜமீன்தார் கிட்ட போனா இந்தங்க உங்க அது போல சோபன் சின்ட்டு அப்புறம் மின்ட்டு சேர்ந்து மண் மூலமாவே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க